இந்த ஜோதி இருக்கும்போது எதுக்கு யார் ஜாதி ஜோதி இருக்கும்போது ஜாதி எதுக்கு அவனுக்கு தானத்தில் சிறந்தது அன்னதானம் அந்த தானம் வந்து பசித்தோருக்கு உணவு கொடுக்கும் ருசித்தோருக்கு கிடையாது உடை வெள்ளை எல்லாமே வெள்ளையாக இருக்கக்கூடாது கலராக போட்டால் கலர் கலராக புத்தி வரும் அன்னதானத்தில் சிறந்த தானே எந்த தானமும் இல்லை அதே அளவுக்கு ஒவ்வொரு ஜீவனுக்கும் உணவு கொடுக்கும் தன்னை போல் நேற்று ராத்திரி ஏழு மணிக்கு சாப்பிட்டேன் தண்ணி இன்னும் ராத்திரி ஏழு மணிக்கு தான் சாப்பிட்றேன் காலையிலேருந்து பதினேழு ஃபோன் பேசியிருக்கிறேன் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன் தஞ்சி காசு இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு வச்சுருக்கிறேன் சராசரி மனிதனாக வேலை செய்கிறேன் யாரால அது எவ்வளோ பாசத்தோடு அந்த தன்னுடைய எஜமானுக்காக அது உயிரை விட்டுக்கிது நம்ம பிள்ளை போய் படுக்குமா ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு இறைவன் இருக்கலாம் ட்ரை ஒரு அன்னதானம் போட்டு இருக்கீங்களா தினமும் போடுறீங்க வேலைக்காரன் என்னைங்க அப்போ பேரே ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு எப்படி பேரே வேலைக்காரன்னு மாத்திட்டீங்களா எப்படி ஆமா பேரே வேலை மாறேன் ஏன்னா நமக்கு முதலாளி அவர்கிட்ட நமக்கு ஏதோ வேலை செய்யணும் சரி அதனால அந்த பேரை நான் படிப்ப அறிவு சரி ஏதோ இறைவனுடைய அறிவால அந்த பேரை எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க அஞ்சாவது வரைக்கும் அஞ்சாவது வரைக்கும் படிச்சுங்க படிக்கும் நல்ல அறிவான பிள்ளையா கடவுள் பக்தியில இருந்துதான் இல்லை ஏதோ விளையாடுவோம் கடவுள் பற்றியெல்லாம் ரொம்ப இல்லாத இருந்து சரிங்க இதுக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்கய்யா நம்ம வந்து எல்லா தொழிலையும் கற்று இருந்தேன் சரி கடைசியில் நாட்டு மருந்து கடையில் உட்காந்து வியாபாரம் பண்ணோம் ஓ கடைசி மரு வியாபாரம் நாட்டு மருந்து சரிங்க வல்லல் பெருமானால் எப்படிங்க ஈர்க்கப்பட்டீங்க அதை தெரிஞ்சுக்கலாமா அதாவது கந்த கோட்டத்துக்கு போவோம் சரி அங்கே போகும்போது இந்த என்ட்ரன்ஸ்லையே இந்த வெள்ளையா உடை அந்த பொம்மை இருந்தேன் எல்லா சாமியும் கருப்பாக இருக்குது இந்த சாமி தான் வெள்ளை சாமி நல்ல சாமி ஆனால் மனசோட தோன்றதுனால அண்ணிலேருந்து அவரை கும்பிட்டு தான் வந்தேன் நான் படிக்கலை அறுப்பாகவும் தொடரலை ஏதோ சாமி சாமி சாமின்னு கும்பிட்டுருந்தேன் சின்ன வயசுலேருந்து அதை அப்படியே சன்மார்கிட்ட தான் முத முதல்ல நீங்கள் வல்லலாரோட அற்புதத்தை உணர்ந்த தருணம் எதுங்கய்யா அற்புத்தை உணர்ந்து இறைவன் என்றதே நமக்கு யாரையும் சொல்லி கொடுல யாரும் குருவு யாரும் இல்லை நானே அந்த போய் கும்பிட கும்பிட அதில் வெள்ளலா நிறைய பற்று வந்தேன் அதுக்கு ஒருத்தர் நம்மளுடைய வைத்தியர் ஒருத்தர் அவருக்கூட நட்பு ஆயிடுச்சு அப்போ அவர் வந்து சங்கத்துக்கு வடரூருக்கெல்லாம் இட்டு போக ஆரம்பித்தார் அப்படியே அந்த பழக்கம் ஏற்பட்டுது அவர் அதுலேருந்து வள்ளலாருக்கு நம்ம இது பண்ணணும்னு சொல்லி இருந்துட்டு பல கொஞ்சம் நாள் பொறுத்த பிறகு எல்லோரும் வந்து நம்மக்கிட்ட குறை சொல்ல வந்தார் அந்த குறை சொல்லும்போது கொஞ்சம் ஒரு பெரிய பணக்காரர் அந்த மாதிரி பெரிய பணக்காரர் சில தவறு செஞ்சுட்டுன்னு எங்கிட்ட வந்து சொன்னாங்க அதனால் எப்போவும் வந்து எங்கிட்ட காலையில் வந்து அழுவாங்க நான் செஞ்ச தப்புக்கு என்ன அது சொல்லுவேன் நான் சொன்னேன் நீ தப்பு உணர்ந்துட்ட இறைவன் உன்னை காப்பாற்றுவான் அதனால் நீ கவலைப்படாத தெரியாத செஞ்ச தப்பு தானே அந்த அம்மாவுக்கு சொல்லி வந்திருந்தேன் அப்போ வரும்பொழுது அந்த அம்மாவுக்கு சரிம்மா நாளைக்கு வாமான்னே கசியில் பார்த்தா அன்றைக்கி வேலைக்குமா கேட்டை கொடுக்குற நான் எல்லாரும் கேட்டாங்க குருவார பார்த்து வச்சியான்னு எந்த நாளாக பார்க்கல அந்த அம்மா கஷ்டத்தை உணர்ந்து தான் அந்த கஷ்டத்தை கொடுக்கும்போது அந்தம்மா தீர்த்த வாங்கி அந்தம்மாவுக்கு சில இதெல்லாம் சொன்னேன் குறைபாடெல்லாம் காலையில் அந்த மாதிரி உணர்வுந்தான் பச்சை தண்ணி ஊற்றிக்குமா இறைவனை வேண்டு மகாமண்டத்தை சொல்லு அதை சொன்னாத பிறகு ஒரு குழந்தைய தத்தெடுத்தாங்க அதை வளர்த்துருந்தாங்க இந்த குழந்தை இல்லாட்டம்தான் அவங்க சில தவறு செய்ய போகலாம் அந்த இதெல்லாம் இல்லாத அந்த இது பண்ணாங்க அதுலேருந்து தீர்த்தம் வாங்கி நல்லா இருந்தாங்க அப்படி அந்த நம்ம இடத்துல தீர்த்தத்துக்கு நிறைய பேர் எட்டுலேருந்து ஒவ்வொரு அந்த வேலைக்கு மூட்டை ஏன்னா நான் தொழில் நடத்துனேன் குடும்பம் பார்க்கணும் இது வந்து ஃப்ரீ சர்வீஸ்லாம் பண்ணும் காசுக்கோ எதுக்கோ கிடையாது அப்போது தீர்த்தம் கொடுக்கும்போது பொன்னேறி எல்லாமே வந்து கா காலையில் அஞ்சு மணிக்கே க்யூ வந்துருந்தி பஸ் எதுக்குங்க தீர்த்தம்னா என்னங்கயா அது இறைவனுடைய ஒவ்வொரு நாளைக்கும் மரண வேதான் பண்ணுவான் அந்த அம்மாவே வந்து ஒரு நடுவோட காலில் வந்த என்னம்மா அண்ணன் என்ம்மா இப்படி எல்லாம் ஐயா என் தலை ஒடிஞ்சாலும் பரவாயில்ல என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் டைலூட் பண்ணும்போது துடி துடிப்பா அதுக்கு ஒரு நாளைக்கு மூவாயிரம் ரூபாய் செலவு வேற உங்க கேட்ட வாங்க மாசத்துக்கு ஒரு வாழ்க்கை தான் போடுறேன் அற்புதம் அற்புதம் ஐயா இப்போ சீரம் போட்டு கடைஞ்சி மூணு நாள் ஒன்னு டூ ஒரு நாள் சாப்பிட்டு பிறகுதான் இங்க வந்தா பேசுவேன் பேச மாட்டேன் மருந்தீங்க தீர்த்தம் வருவாங்க சரிங்க சரிங்க நீங்க பல வருடங்களா சாப்பிடாம இருக்கீங்க அப்படின்ற சொல்றாங்க அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்களே எத்தனை வருடம் சாப்பிடாம இருக்கீங்க எப்படி அதை பத்தி கொஞ்சம் பல ஆண்டுகள் அதாவது உணவு எப்படின்னா என்னுடைய மனைவி ஒரு நாள் சமைச்சு போட்டோம் சமைச்சு போடும்போது எதுவுமே உப்பு போடலாம் அதை நான் சாப்பிட்டுட்டேன் என்ன ஏன்னா என்னம்மா நல்லா தான் இருந்தது ராஜா ஆ இல்லையா உப்பே போடலையா அப்படியா போட்ட மாதிரி தான் இருக்குதுன்ட்டு உப்பு எல்லாம் கம்மி பண்ணிடும் ரெண்டாவது குளிக்கிறதுக்கு நான் முகம் கழுவே முப்பத்தெண்டு வருஷம் ஆகும் சரி பீச்சிலேருந்து வாக்கிங் வந்தவங்க எப்போவுமே சவர் பார்த்ததா அரைவரும் உட்காருவோம் உட்காந்து பூ மாறி மழை பெஞ்சின்னா அந்த மூளைக்கு வேலை செய்யணுன்றதுனால உட்காந்து குளித்தேன் அன்றைக்கு வரும்பொழுது சவர் தான் பார்த்தேன் சோப்பு கை விட்டால் சோப்பு இல்லை உடனே வெளியில் வந்தேன் என் மனைவி ஐயா குழந்தைகளாம் சாப்பாடு பண்ணையா சோப்பை வைக்கிறது மறந்துட்டேன் இது இருக்குது என்ன இல்லைம்மா பரவாயில்ல அதனால என்ன ஆனால் குளிச்சா என்ன ஆகப்போகுதுன்ட்டு அணியிலங்க குடிக்கலை இன்ன வரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷம் முகம் கழிவு முப்பத்தி வருஷங்களா ஆமாம் சாப்பிடாமல் இருக்கிற எத்தனை வருஷம்ங்க பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் சரிங்க நீங்கள் இப்போ சாப்பிடாமல் இருக்கீங்களா இது உங்களுக்கு டயர்டாக இல்லைங்களா இப்போ காலையிலே பேசுகிறதா இல்லைண்ணா பேசிகிட்டு தான் இருக்கீங்க டயர்டெல்லாம் இல்லை உங்களுக்கு முகம் எவ்வளோ ஸ்டாய் சரிங்க கட்டையை கழுவி ஆனால் அழுக்கே தெரியலிங் இல்லைங்க ம் முருகப்பெருமானு உங்களுக்கு காட்சி கொடுத்ததா சொன்னீங்க அதாவது எங்கள் அப்பா வந்து எங்கள் தாத்தாலாம் பரணி அபிஷேகமாக திருப்பவர் பண்ணுவாங்க சிதம்பர சாமிக்கு கிருத்திகை அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த காலத்தில் முந்நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்ன அப்போ அவங்க பண்ணுற பரம்பரையாக வந்து அது வந்து யாருக்கிட்டேயும் வாங்குறது சொந்தமாக அதுக்குன்னு சத்தரை வச்சோம் அந்த சத்திரத்தை வாடகை வச்சு தான் அந்த அபிஷேகெல்லாம் பண்ணிடுது அந்த இடத்துல பண்ணும்போது தான் இந்த அந்த வேலை செய்கிற பிள்ளாங்கன்னா அன்றைக்கி ஸ்ட்ரைக்கு சம்பளம் கிடைக்கல அப்போ எங்களுக்கு அபிஷேகம் அந்த அபிஷேகத்தில் என்ன வரும்போது நான் இந்த பேலை அபிஷேகம் பண்ணிடுறேன் மற்றது தான் நான் பஞ்சாபரில் தான் சொன்ன உடனே அவன் அதாவது அந்த இடத்துல இருக்கிறவன் அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் அந்த வாயில் அந்த மாதிரி வார்த்தை வரக்கூடாது அந்த மாதிரி செந்தமிழான வார்த்தையை என்னை திட்டிருக்கோம் அப்போ அப்போ கூட நான் ஏன்னா இந்த உடையை போட்டிருக்கோம் வேறு இந்த உடையில்தான் அவனை வேறு வேலை பேசலாம் கொள்ளும் அப்போ கூட நான் அவன் திட்டினானே நான் திருப்பி திட்டலை எங்கள் ஐயா கிட்டே விண்ணப்பப்படும் ஐயா இவன் இந்த வார்த்தையை பேசுகிறான் இந்த உடைக்கு மரியாதை இல்லாத பேசுகிறோம் நீ தான் அவனுக்கு அறிவு கொடுக்கணும்னு இரவு கிட்டே தான் தானே ஐயான்னு நீங்கள் சொல்கிறது வள்ளல் பெருமான தான் சொல்கிறீங்க ஆமாம் அவர்கிட்ட பேசுகிறேன் பேசிட்டு நான் ராத்திரி போய் படுத்தேன் படித்து இப்படி திரும்பி பார்த்தா முருகப்பெருமான் நேரடியாக காட்சி கட்டி முருகப்பெருமான் எப்படி இருந்தாருங்கயா நல்ல அழகான முகம் முடி நல்ல இந்த முடி முகம் பார்த்தா அவ்வளோ கலையாக சரிங்க அதில் அவர் என்ன சொன்னார் நீ எங்கேயும் போய் தேடாதடா உன்னை நான் தேடி வரேன்னா அதனால தான் இன்ன வரைக்கும் ஏழு வருஷம் ஆச்சு கோயில் உள்ளே போய் அந்த இடத்துல போனேன் ஐயாவே சொல்லிட்ட பிறகு நம்ம அந்த இடத்துல போகலாமா முதலாளியே நமக்கு அந்த காட்சி கொடுத்து நமக்கு சொன்னார் அதனால் அந்த இடத்த ஒரு நினைவு இதுவாக ஒரு கோயில் கட்டணும் அது அன்பு உள்ளங்கள் அதற்காக பண்றி ஆனா வள்ளலாறு ஐயா என்ன சொல்றாருன்னா கோவில் எதுவும் அவசியம் இல்லை தனக்குள் இருக்கிற இறைவனப்பார் அப்படின்னு தான் சொல்றாரு அதனால்தான் அந்த வந்து கண்ட இடத்துல நான் வந்து சிலை வைக்கல சரி சிலை எதுவும் வைக்கல அவருக்கு அந்த காட்சிய கண்ணாடியில காமிச்சாடு அதுக்காக ஒரு கிளாரிட்டியாக இன்ன வரைக்கும் என்ன சொன்னாரு தன்னை வணங்காதான் இப்ப நூத்தி வருஷமா அவரு சொன்ன கருத்து யார கடைபிடிக்கிறார பொம்மையை வச்சுடுறாங்க கற்பரை போடுறாங்க பட்டையை காட்டுறாங்க அவர் உயிரோடு உலாதி கொண்டு வர மகான் அவருக்கு பொம்மையும் பட்டையெல்லாம் போட சொன்னார் அவருக்கு மதம் என்ன பேய்பிடியாமல் இருக்க வேண்டும் மறுப்பெண்ணாசை மறைக்க வேண்டும் உன்னை மரவா இருக்க வேண்டும் பாடின பாட்டு இவங்க தப்பான விதத்தில் அந்த பொம்மையும் போட்டாவும் போட்டு கேவலப்படுத்துகிறாரு நூற்றி நாற்பது வருஷமாக எவ்வளோ புத்தகத்தை படித்தவங்களெலாம் இந்த தவறுனா செஞ்சு வந்துருக்காங்க நான் படிக்காத முண்டோம் ஐயாவுடைய பாசத்தால் இன்றைக்கூட இந்த புத்தகத்தை பொம்மை போட்டதெல்லாம் மறைச்சி ஜோதி மட்டும்தான் ஜோதியை வணங்கி இருக்கேன் ம் அற்புதங்கய்யா இன்னொரு ஒரு கேள்விங்க இப்போது தண்ணீர் குடிக்க தண்ணீர் எவ்வளோ நாளைக்கு ஒரு வன்சுங்கயா குடிக்கிறீங்க எ திகழ்றீங்க அற்புதம் அற்புதம் இது உங்களை பார்க்க வரவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் சொல்கிறீங்க உபதேசம் பண்ணுறீங்க முதல்ல சைவமாக மாறுக்கும் சரி முதல்ல இறைவன் உங்கள் உடம்பே இருக்கிறோம் காட்சிக்கு போனால் கடமை தீராது கல்லை போய் கும்பிடாதீங்க நட்டை கல் பேசுமா நாதன் உள்ளே இருக்கும் பஞ்ச பூதம் உடம்புல இருக்குது அந்த பூதம் வெளியில் காட்சி கிடைக்கணும்னா அந்த ஜோதியை பாடு ஜோதி பார்த்தீங்கன்னா அந்த பூதமானது அந்த வெளிச்சத்தில் உங்களுக்கு காட்சி கிடைக்கும் அந்த காட்சியை நீங்கள் கண்டிங்கினாத எந்த ஒரு கஷ்டம் வராது எந்த நோயும் வராது இன்றைக்கு குரானான்றோம் உலகத்தில் எந்த மதமும் எந்த இனமும் பார்த்தாலே குரானாக இருக்குது அப்போ நம்ம ஐயா என்ன சொன்னார் இந்த ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்கும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு இறையமாக இருக்கணும் அந்த இறைவன் இப்போது முருகன் நீங்கள் போய் கும்பிட்றீங்க அவருடைய கோழி சின்னம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபை சாப்பிட்டு முருகான்னு வேணால் முருகா தான் கையில் கிடைக்கும் அடலாக கிடைக்காது கிடைக்காது அதனால் அந்த இடத்துல நீங்கள் மாறுவோம் வேறு எதுவும் சாய்ந்த நாங்கள் சொல்லவேன் இறைவன் நீங்கள் அடையணா உங்கள் வீடே கோயிலாக்குங்க உட்காந்த இடத்துல இறைவன் உங்களுக்கு ஆட்சி கிடைக்கும் நிச்சயமா கிடைப்பாருங்களா நம்ம நமக்குள்ளேயே இறைவனை தேடுறப்ப பார்க்க முடியுமா வாய்ப்பு இருக்கா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் கேரண்டி தரேன் அது எப்படி பார்க்குறதுன்னு எதாவது வழிமுறை இருக்குங்களா அது மனதில் ஒருநிலை படித்து இறைவனை பேசுறதுக்கு அந்த இடத்துல இறைவனை நடித்தா உங்களுக்கு அருள் கிடைக்கும் பொருளும் கிடைக்கும் இன்னைக்கு சபை நானே நடத்துறேன்றாரு நான் நடத்தலை ஐயா தான் நடத்துறாரு அதனால் இந்த சபை இதுக்கு வந்து அன்பளிப்பு பெரிய பணக்கார பெரிய ஆள் இல்லை இது மீன்பாடி ரிச்சாக ஓட்டுருவேன் அவன் மாதம் பத்து மூட்டை அரைச்சி அது போகிறோம் இந்த பில்டிங் அவனை தான் கட்டி விட்டோம் எங்கிட்ட எவ்வளோ பெரிய பணக்காரர் பண்ண ஒரு மீன்பாடி அவனுக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் நான் தான் கல்யாணம் பண்ணேன் சர்மா இருக்கு முறைப்படி இன்னும் வரைக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்து என்ன பண்ணா வெளிச்சமா அதான் சூரிய பகவான் கிட்டேருந்து ஆட்டில் கிரகிக்கிறீங்க ஆமாம் சரிங்கய்யா இந்த மாதிரி மக்கள் வந்து இப்போ மிகுந்த கஷ்டங்களில் வாழ்கிறாங்க உடல் பிரச்சனைகளுக்கும் மனப்பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்கய்யா முழுக்க முழுக்க இறைவனை வேணா எந்த கஷ்டம் வருது வருகான் நகுகன் வழுவ சொன்னான் அந்த கஷ்டம்னு பார்த்து மகாமன்றத்தை சொன்னாலே எல்லா நோயும் குணமாயிடும் மகாமந்திரம் என்பது தான் என்னங்கய்யா அரு பெரும் ஜோதி தனி பெருங்கருணை அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை எல்லா உயிர்களும் இன்புட்டு வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சுத்த சன்மார்க்க ஓம்பு தலைக்க அரு ஜோதி அரு பெரும் ஜோதி இதை சொன்னால் கேன்சர்லேருந்து எல்லாமே குணமாவையா மனநிலை பாதிக்கப்பட்ட கூட நல்லா தெளிவாகும் அற்புதம்ங்கய்யா அற்புதம் இதுக்கு இருக்கிற சரக்கு யாருக்கு தெரியாது ஏதோ மந்திரம் சாதாரணமாக நினச்சிட்றாங்க ஆனால் இதில் இருக்கக்கூடிய அற்புதம் என்ன ஆனால் இந்து வழக்கு முஸ்லீம் ஊதவர்த்தி கிறிஸ்துவன் கேண்டல்லு இந்த மூணு ஜோதி இந்த ஜோதி இருக்கும்போது எதுக்கு யார் ஜாதி ஜோதி இருக்கும்போது ஜாதி எதுக்கு அவனுக்கு நா ஜாதி பழைய ஜாதி அந்த ஜாதி இந்த ஜாதி ஏன் அந்த ஜாதியெல்லாம் பரிசுங்க இறைவன் குரானா வந்தது எந்த ஜாதி பார்க்குது பறையன் பார்க்குதா பள்ளி பார்க்குதா நாயக்கன் பார்க்குதா மயிலாளர் பார்க்குறதா பழச்சாரை பார்க்குறான் குரானா எல்லோரும் தூக்கி போடுறது இல்லையா அப்படி இருக்கும்போது எங்கள் ஐயா கிட்ட வாங்கையா ஐயாவுடைய கருத்தை கடைப்பிடிங்கயா உலகம் போடுறது நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஈரான் ஈராக்கை சாட்ட யார் அவள் சாப்பிட்ற அசை பொருள் மிருகமாகி சாப்பிட்டு மிருகமாகி இருக்கிறோம் நம்ம கிட்டவா மிருக நமக்காக படிக்கலை ஆடு மாடு புளிக்காக படித்தான் பல்லி கரமாம்பு படித்தான் தவளை பாம்புக்கு படித்தான் சென்னாகுடி மீனுக்கு படித்தான் மீன் சொறாவுக்கு படித்தான் சொறா திம்பிகளை படித்தான் இந்த ரெண்டு மாதம் பட்டியை போடுவான் கடலில் கொடியில் நமக்கு வெய்காலம் இப்போது கிருமிப்பழம் அனுப்புகிறோம் தர்ஜிசு பழம் அனுப்புகிறோம் நுங்கு அனுப்புகிறோம் வெலாப்பழம் போகிறான் மாம்பழம் அனுப்புகிறான் மங்குசா பழம் இருப்பான் இவ்வளோ இறைவன் நமக்கு அனுப்பும்போது இதை சாப்பிட்டு நல்லா வாழ்கிறது சத்தப்படுத்த சாப்பிட்டு இணைய வாழ்ந்தீங்க நோய் தான் வாங்க இந்த தண்டனை இறைவு கொடுக்கணும் அமிர்தம் அமிர்தம்னு சொல்கிறாங்களையா அப்படின்னா என்னங்க அதான் அது ஐயா என்ன சொன்னால் ஏழு கடல் போய் திருப்பா கடலை அமுதம் கடனான்னு கற்பனையை பேச நாங்கள் சொற்பொழியில் ஏழு கடல் எங்கே போகிறது அதுவும் மலைப்பாம்பை போட்டு கடைஞ்சி ஒரு ஜீவனை கொன்று அதில் அமுதம் பருக்கணும் தான் தேவருன்றான் அது கற்பனை கதை அந்த கதையெல்லாம் விட்டுட்டு தான் நம்ப ஐயா நீ எங்கேயும் வேணாதான் உன் உடம்புலே அமுதம் இருக்குது அந்த இறைவனை நான்னா அந்த அமுதம் பறிக்கி நீ நீண்ட நாள் வாழலாம் ஐயா சொன்ன பாட்டு இருக்கு அதாவது அந்த பாட்டெல்லாம் நான் படிக்கலை உண்பதெல்லாம் மலமே கொண்டதெல்லாம் அந்த பாட்டு இருக்குது அந்த பாட்டுக்கு இந்த அமுதம் பறிக்கிறதுக்கு இதை எடுத்து கொடுக்குறேன் அமிர்தம் பருகுனா என்ன ஆகுங்க நம்ம உடம்புலேருந்து அமிர்தம் பருகுன்றீங்க அதுக்கு இறைவன் கூட்டம் முழுக்க முழுக்க வேண்டாம் வேண்டணும் சரிங்க இருபத்தி மணி நேரம் நம்ம வந்து இறைவனுக்கு நம்ம தொண்டு செய்யணும் உலக மக்கள் நல்லா இருக்கணும் அவங்கெல்லாம் தன் குடும்பம் தன் தன்னுடைய க புருஷன் தான் வந்து பொது ஒளிமை வந்ததுனால உலகம் எல்லாரும் ஏற்றத்தாழ்வு எந்த எல்லா இனமும் ஒன்று அன்னதானத்தின் சிறப்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கயா அன்ன தானத்தில் சிறந்தது அன்னதானம் அந்த தானம் வந்து பசித்தோருக்கு உணவு கொடுக்குவோம் ருசித்தோருக்கு கிடையாது பசிக்கு கஞ்சி கொடுக்குலாம் அதாவது வடை பாயசம் போடுறதே அது பெருமை கிடையாது இது பெருமை சாம்பாரி ஐயா அண்ணா சொன்னாலும் பசிக்கு சாப்பாடு ருசி சாப்பாடு இல்லை ஒரு சாம்பார் ஒரு படியில் போட்டுலாம் அந்த அங்கே குளிர்னாலே போதும் நம்ம நம்ம குடும்பம் நல்லா அன்னதானத்தில் சிதந்திர தானம் எந்த தானமும் இல்லை அதே அளவுக்கு ஒவ்வொரு ஜீவனுக்கும் உணவு கொடுக்கும் தன்னை போல் கவனிக்கின்றார் இப்போ வீட்டில் இருக்கிற சாப்பாடு மூச்சு போச்சு ஆ மாடு தானே பூச்சே ஒரு கேவலமாக நினைக்கிறோம் ஏன்னா அந்த பால் கொடுத்து அது உள்ள தயிர் இருக்குது தயிர் உள்ள மோர் இருக்குது மோர் உள்ள வெண்ணை இருக்குது வெண்ணை உள்ள நெய் நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கு இந்த மாதிரி போடுற நியாயமாக நீ எந்த கோயிலுக்கு போனாலும் விரிச்சி வர மாட்டேங்குது அது சொல்லுது அதுதான் எங்கள் ஐயா தன்னை போல் கவனிக்கின்றார் எந்த மகானும் சொல்ல ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு இறைவன் இருக்கிறான் ஒவ்வொரு இப்போ நேற்று ஒரு செல்லில் பார்த்தேன் ஒரு வீட்டில் சின்ன பிள்ளை வளர்க்குறாங்க அந்த சின்ன பிள்ளை வளர்க்கும் போது வீட்டுக்காரர் வெளில போயிட்டார் அந்தம்மா சமையல் பண்ணும்போது மயங்கி ஊழ்ந்துச்சு அந்த சின்ன பிள்ளை வந்து பூஞ்சி பார்த்துட்டு யாருக்கோ கூட வாயில்லை நேராக வந்து தெருவில் ரோட்டில் நடுப்புரை பத்துக்குச்சு உடனே கார்காரன் என்னடா நடுப்புரை பத்துச்சின்னு இறங்கி வந்தால் உடனே அது ஏழு அவனை முன்ன போய் அந்த அம்மாவைக்கிட்டே காட்டு சின்ன பிள்ளைன்னு நான் சொல்கிறேன் நீங்கள்லாம் பண்ணியும் சொல்கிறீங்க அந்த பண்ணிக்கு இருக்கிற அறிவு உங்களுக்கு இல்லையா ஆ கேவலமாக பேசுகிறீங்களா நேற்று நான் நடந்த நிகழ்ச்சி அது செல்லில் பார்த்தேன் அது எவ்வளோ பாசத்தோடு அந்த தன்னுடைய எஜமானுக்காக அது உயிரை விட்டுக்குது நம்ம பிள்ள போய் படுக்குமா ஆ இல்லை நம்ம ஆமையா படுப்பானா அந்த ஜீவன்தான் அதுதான் எங்கள் ஐயா எல்லா ஜீவனங்களையும் இன்புட்டு வாழணும் எந்த மகானும் சொல்லாத ஒரு வார்த்தையை நம்ம வள்ளலார் சொன்னது தேங்காய் மாதிரி உடைச்சாது அதனால்தான் உடை வெள்ளை உள்ள வெள்ளை எல்லாமே வெள்ளையாக இருக்கக்கூடாது கலராக போட்டால் கலர் கலராக புத்தி வரும் நம்ம ஐயா மாதிரி யாருமே கிடையாது இறுதியாக நம்ம மக்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து விளக்கம் என்னங்கய்யா அதாவது அன்பு வழியில் போக மக்களை நேசிக்கோ ஜாதி பார்க்காதீங்க ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க எல்லோரும் நம்ம பொண்ணு நம்ம தங்கை நம்ம அண்ணன் அப்படி பாவீங்கோ கண்ணை வந்து வெள்ளையாக வச்சுக்கோ கண் உள்ள கருப்பு தான் அதனால் அந்த கருப்பாக நீங்கள் மறக்காது எல்லோருமே நம்மளுடைய உடன்பிறந்த சகோதராக பாவீங்க அதுதான் என்னுடைய கருத்து என்னை பார்க்கணும்னு வந்தாங்கன்னா குப்பை மேனிக்கிற ஒன்று ஒரு நாள் சாப்பிட்டுட்டு மூணு நாள் பொறுத்த பிறகு வந்து பேசலாம் அந்த பேசுகிறவுடனே அவங்க குறையெல்லாம் தீக்கத்து இரவு நான் நாடுங்கன்னு சொல்கிறோம் தர்மம் பண்ணுறோம் எவ்வளோ தர்மப்படுறீங்களோ அவ்வளோ கர்மை போவோம் உள்ளத்தில் தூய்மையாக வச்சுருவோம் ரெண்டாவது தேங்காய் அண்ண இழுப்பெண்ணை வழக்கெண்ணெய் இப்போ தேங்காய்ண்ணா கூட கலப்படுறது வர்றது இழுப்பெண்ணை வாங்கிக்கோ நூற்றி நாற்பது ரூபா அதில் வழக்கை ஏற்றி அகல் படிங்க அந்த வழக்கு பக்கத்தில் எந்த படமும் வைக்காதீங்க ஐயா படமே வைக்காதீங்க ஐயா பொம்மா வீட்டில் எதுலாம் இருந்தால் கூட அதை எடுத்து குளத்தில் போட்டிருக்கோம் இல்லை கடலில் போட்டிருக்கோம் அவர் சொன்ன கருத்து கடை பிடிக்கும் ஏன்னால் நான் படிப்பது இல்லை அறுப்பாவும் படிக்கலை அருப்பா மேலே தொட்டு இருக்கிறேன் ஏன்னால் எல்லாரும் படித்து இருக்கிறாங்க இன்ன வரைக்கும் ஐயாவுடைய படம் போட்டு பேனர் போடுறாங்க இன்றைக்கி பேனர் கட்டிடுறாங்க மறுநாள் அதை ஹவுஸு போடும்போது தன்னை வணங்காத சொல்லிட்ட பிறகு எதுக்கே நீங்கள் அந்த படம் போடுறீங்க கற்பனையா படம் தானே அவருக்கு படம் இல்லையே குருமே இல்லாத தானே குரு வழிபாடு இல்லைன்னு சொன்ன மகானுக்கு நீங்கள் ஏன் படித்தவங்களாம் இந்த மாதிரி அவரை கும்பிட்றீங்க அதனால் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இவ்வளோ நாள் தவறு செய்தீங்க இனி இந்த வேலைக்காரன் சார்பாகவும் இந்த திருப்பூருடைய மதத்தினுடைய சார்பாகவும் சிதம்பர சாமியுடைய ஆசையோடு இந்த மக்களுக்கு வேண்டுகோள் ஐயாவுடைய பொம்மையை வச்சு யாரும் கும்பிடாதீங்க தயவுசெய்து அவங்கவுடைய பாதத்தை தொட்டு வேண்டுகொள்ளுகிறேன் இந்தவுடைய ஐயாவுடைய கருத்தை கடற்பணையோ நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒழுக்கமாக இருப்பீங்க இன்றைக்கி நேற்று ராத்திரி ஏழு மணிக்கு சாப்பிட்டேன் தண்ணி இன்னும் ராத்திரி ஏழு மணிக்கு தான் சாப்பிட்றேன் காலையிலேருந்து பதினேழு ஃபோர் பேசியிருக்கிறேன் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கிறேன் கஞ்சி காசு இருக்கிறேன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வச்சுருக்கிறேன் சராசரி மனிதன் அதை செய்கிறேன் யாராகலாம் ஐயாவுடைய அருளாவில் தான் வேறு யாருடைய தயவில் சிதம்பர சாமி ஒரு கை வளையலா இந்த ரெண்டு கைகளில் தான் என்னை தூக்கி போடுவேன் வேறு யாரும் தயவில வாழலை இறைவன் தயவில வாழ்கிறேன் இந்த தாழ்மையான வேண்டுகோள் என்ன மாதிரி நீங்களும் வரணும் நான் தான் ஒருத்தர் பெரிவன்னு சொல்லலை என்ன மாதிரி நீங்களும் பயிற்சி பண்ணணும் ட்ரை லைஃப் டோன்ட் எடுத்துடணும் அற்புதங்க மிக அருமை மிக அருமை அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கிறனை ரொம்ப நன்றிங்க